இரக்கமுள்ளவரே மன உருக்கமுள்ளவரே கருணையுள்ளவரே மனத்தாழ்ையுள்ளவரே இறக்கமுள்ளவரே மன உருக்கமுள்ளவரே கருணையுள்ளவரே மனத்தாழ்ையுள்ளவரே சுதிக்கிறேன் கத்தரே தெவமே எழுகளின் தெய்வமே எங்களின் தெய்வமே ஏழ்மையின் கோலத்திலே இமான வேலனே ஏழ்மையின் கோலத்திலே இமானு வேலனே சுதிக்கிறே கர்த்தரே சொதிக்கிறே கர்த்தரே சொதிக்கிறே மனபுருக்கம் உள்ளவரே கருணையுள்ளவரே மனதாண்மையுள்ளவரே இரக்கம் உள்ளவரே மனபுருக்கம் உள்ளவரே கருணையுள்ளவரே மனத்தாண்மை ஈயத்து ராஜனே சாரோ நோஜாவே ஈயத்துராஜே சாரோ நோஜாவே எண்ணே ச உள்ளவரி கருணை இள்ளவரி மனத்தாழ்மை உள்ளவரி இரட்டமுள்ளவரி